இந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பெருமானார் நபி முகமது முஸ்தபா கரீன்லா ஒரே சொல்லும் அவர்கள் மதினாவை விட்டு மக்காவுக்கு சென்று கடைசியாக திரும்பி மதினாவுக்கு வரும்போது வழியிலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சி மின்னான் என்று சொல்லக்கூடியவர்கள் பொன்னிய மாலை என்று சொல்லக்கூடிய வசியத்தில இந்த பாடலை பாடுகின்றார் அதாவது அருமை நம்பியவர்கள் திரும்பி வர வேண்டிய வழியில ஒன்றாக வர வேண்டிய சகாபா பெருமக்களும் வரும்போது தாகத்தினுடைய நிகழ்ந்த ஒரு இணையவர்கள் பால் கொடுத்த ஒரு சம்பவம் ஆனால் இதனுடைய ஒரு கருத்து என்னவென்றால் அக்காலத்திலே வாழ்ந்த அந்த சகாபா பெருமக்கள் அக்காலத்திலே வாழ்ந்த அருமநாயகத்தினுடைய உண்மைத்தினர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மீது நம்பிக்கையும் அவர்கள் மீது மகப்பத்தும் வைத்திருந்தார்கள் இக்காலத்தில் வாழ வேண்டிய நாமல் அவர்கள் மீது எந்த அளவுக்கு மகற்பத்து வைத்திருக்கின்றோம் வைத்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு எழுத்துக்காட்டாக இந்த சரித்திரத்தை பாடுகின்றோம் அதாவது விண்ணா ஊர்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புலவரவர்கள் இந்த பாடல்களை சொல்லி காட்டிருந்தார்கள் நவீர குருவாண்டி மூன்றே சின்ன வரு காலத்தில் தனி நோய்க்கு எழுந்தருள கல்மா கவிதையிட கல்வோல் உயிர் தூது திரண்டு செல்ல வெளிவாது பொன் சுமத்தவட்டை எழுபது முன்பின் செல்ல அருமை நபி அவர்கள் குருவாம் பிரபுவாம் நபிரசூல் அதாவது குருகளுக்கெல்லாம் பிரபுவாக இருக்க வேண்டிய மக்காவுக்கு சென்று திரும்பி மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் குருவாம் பிரபுவாம் நபிரசூல் குருவான் தருவத்து மூன்றே சின்ன வலுவான் குருமக்கா குரத்தில் நின்று மதினம் தமிழ் நோக்கி எழுந்தரோட மக்காவில் நின்று வந்து கொண்டிருக்கிறார்கள் திரைவா கருமா முகில் வந்து கவிதையிட கண்போல் உயிர்த்தோழர் திரண்டு செல்ல கருமா முகில் வந்து கால்வேகத்தினுடைய கார்வேகங்கள் வந்து அவர்களுக்கு கொலைகிட்டு அலங்கரிக்க கண்போல் உயிர்த்தோழர் திரண்டு செல்ல கண்ணை இவை எப்படி பாதுகாக்கின்றதோ அது போன்று சகாபா பெருமக்களும் அவர்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம் தெரிவா துடிச்சொம்பன் சுமந்த அதாவது எழுபது ஒட்டகங்களிலே பொண்ணும் பொருளும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது மக்காவுக்கும் அதினாவுக்கும் மத்தியிலே வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் சகாபா பெருமக்கள் அழிக்க வேண்டிய வெயிலுடைய வெப்பத்தினால அந்த அதாவது ஆகிய இன்னும் அந்த பூமியை நடந்து வரும் பொழுது அவங்களுக்கு தாகம் அதிகரித்து விட்டது அந்த தாகத்தினுடைய தயங்குகின்றார்கள் அதே நேரத்தில் தண்ணீர் தாகம் பொறுக்க முடியாத அந்த பயங்கரமான வெப்பமான அந்த பூமியினுடைய ஒரு நிலையை பற்றி இந்த பாடலை பாடிய மகான் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த இடம் எப்பேல் குத்த இடம் மஞ்சி துழி வீடான மகாவிடையோடு மனிதர் சிலரே நெஞ்சி புனராமல் நிதறிய நீண்ட மல கூவடி பார்த்தார் கஞ்சமுக பாலை பொறுவந்த காடு தனி நாடு நெய்க்கண்டே அஞ்சலஞ்சலும் அது நபி அதம் மனத ஜா விழாதான் அப்பே கொடுத்த பயங்கரமான வெற்றுறம் அதாவது ரொம்ப ரொத்தமான பூமி வஞ்சி துளிவிழா வெஞ்சுரத்தில் மாகாவிடையோடு மனித சிலை மாகாவிடை என்ன சொன்ன விடை என்றால் தாகம் அதிகமான தாகம் பாகத்துடைய தன்மையினால நெஞ்சு புலராமல் நீர் தேடியே நீண்ட மலக்குவடி ஏறி பார்த்தார் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் அந்த வேதனைப்பட்டு பக்கத்தில் எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா என்று பக்கத்தில் இருக்க வேண்டிய குன்று மலைகள் எல்லாம் ஏறி பார்த்தார்களாம் அப்படி ஏறி பார்க்கும் போது அங்கு யாரை காடுகின்றார் தூரத்திலே ஒரு இடையர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆடு மேய்த்த இடையே கண்டதும் அஞ்சல் அஞ்சல் கூவி ஆழன் அடிபாலம் அணுகச் சேர்ந்தார் அந்த இடையரை அழைத்துக் கொண்டு வந்து நம்முடைய அருமநாயகத்தினுடைய முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாங்க நிறுத்திய உடனே நம்முடைய பெருமானார் நபி முகம் சொல்லம் சொல்லம் அந்த இடையே கேட்கின்றார்கள் காட்டில் எதிர்ப்பட்ட இடையரே நீர் காட்டாய் என கேட்டார் அருமநாயகம் கேட்டான் காட்டில் எதிர்ப்பட்ட இடையரே நீர் காட்டாய் என கேட்டார் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டான் கேட்டவுடன் அந்த இடையர் பதில் சொல்லுகின்றார் ஆட்டாய் அவரது கேட்டு மோட் கஸ்தூரியா நாட்டாயே தண்ணீர் கிடையாது சென்றால் உண்டு வேத்தர் உதவாத காலம் என்று மீண்டும் நடி மாதம் தீண்டிச் சொல்வாரு இடையர் பதில் சொல்லுகின்றார் அருமை அருமை நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த அவருக்கு நபின்னு தெரியாது மதினாவில் சேர்ந்தால் உண்டு மதினாவுக்கு போனா தான் தண்ணி கிடைக்கும் அது மட்டுமல்ல வேட்டர் குதவாத கானம் என்று பயங்கர அதாவது பகைகாரர்களுக்கும் ஆகாத ஒரு பூமி பயங்கரமான வெப்பமான பூமி இந்த இடத்துல தண்ணி கிடைக்காது இன்னும் இந்த இடத்தினுடைய தண்ணியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி அந்த காட்டு அந்த இடையர் மீண்டு சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார்களையானால் அருமநாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார் சல்லி குண கட்ட தகமி போல் வரும் நிலம் சுரமாகையால் சொல்லுகின்றார் இந்த இடையை எப்பயூத்திறன் தெரியுமா சல்லி குணங்கட்ட புல்லர் மனம் குணம் படைத்த பகையில இயாத லோபி இருக்கின்றானே அவருடைய உள்ள எப்படி அப்படி இந்த பூமி சொல்லுகின்றார் மனம் தகமை போல் வரும் நிலம் சுரமாகையால் கெல்லி இறைத்தாலும் செயற்கை நீர் கிடைப்பதற்கும் என மொழிந்து சொல்லி பிரியமாய் இடையும் அன்பாய் தொழுக மிக உள்ள இர சூழ் முன்னே நல்ல கடைகாலும் பாலை வைத்து நடுபி வாய் தொருங்கி நின்றா எடையே சொல்லுகின்றார் தள்ளி குணம் கட்ட புல்லர் மனம் அற்ப பகிர்னுடைய இருதயம் எப்படி அவனுடைய மனம் பாறை போல இருக்குமோ அது போல உள்ள ஒரு பூமி கெள்ளி இறைத்தாலும் சிறங்க நீரு எவ்வளவு ஆழமாக நோண்டுனாலும் ஒரு சிறங்க தண்ணி கிடைக்காது அது போல லோபி கஞ்ச இருக்கு அவனிடத்துல எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான் இந்த பூமி எவ்வளவு ஆழமாக நோண்டுனாலும் கொஞ்சம் தண்ணி கிடைக்காது சொல்லி பிரியமா இடைய நண்பாய் தொழுக மிக உள்ள சொல்லிவிட்டார் இடையர் தன்னுடைய ஆட்டுல கறந்த பாலை ஒரு கலையால் வாழியில எடுத்து கொண்டு வந்து அருமநாயகத்துடைய முன்னால வைத்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வாய் ஊத்தி கை ஊற்றி பதனமாக நின்று பாலை குடிங்கன்னு சொன்ன சொன்ன உடனே அருமன் அப்ப எடுத்து எல்லாரும் குடுத்து குடிச்சாங்களா குடிக்கணும் உடனே அந்த கடைகாலுடைய வைத்திருக்க வேண்டிய பாலை பார்த்து அந்த இடையரை பார்த்து கேட்கின்றார் ஓ இடையரே இந்த பால் எனக்கு தந்திருக்கின்ற உம்முடைய பாலா கேட்பதற்கு அருமனைபி அந்த இடையரை பார்த்து கேட்டான் கடைகாலின் பாலை காணிக்கையாய் காணும் பொதுவன் தன்னை காணிக்க அன்பழிப்பா தந்திருக்கிய இந்த பால் உங்களுடைய பாலா இந்த அணியருடைய பாலான்னு கேட்டாங்க கேட்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு என்ன ஒரு இடையர் வந்ததால ஆடு மேய்க்கார்னு சொன்னா அவர் ஊட்டாடு ஒரு ஐம்பது பக்கத்து விாடு ஒரு முப்பது இப்படி எல்லா ஆட்டையும் சேர்த்து தான் பழக்கம்ல கேட்டாங்க ஆட்டுல கடந்த அந்நியருடைய பாலான்னு கேட்டாங்க கேட்ட உடனே அந்த அவருக்கு கோம் வந்துருச்சு அந்த இளைஞருக்கு கோம் வந்து விட்டு உடைகால் திறந்தாலும் உணர்வத்தாலும் ஊக்கல் தளம் தாக்கை உயிர் போனாலும் விடைகால் இருந்தாலும் தன்னுடைய உடை தளர்ந்துவிட்டால் அது எந்த அளவுக்கு திடுக்க என்பதாக அந்த உடையை சரி செய்வதற்கு அந்த உள்ளம் துடிக்கின்றதோ அது போன்று ஆக்கை என்பது இந்த உடல் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும் பின்னால இந்த கையை வெட்டி இது அன்னியருடைய குருளை கொண்டு வந்து வைத்தாலும் இது இந்த கை தீண்டாது அப்பேற்பட்ட ஒரு மேலாம்பரமான நெறியை சார்ந்தவன் ஒரு குருவை சார்ந்தவன் யாரை பார்த்து நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொல்லி அந்த இடையர் சொன்னான் யாரை பார்த்து நம்முடைய அரும நபியை பார்த்து சொன்ன உடனே அருமநாயகர் சுலேக்கரின் சொந்த உள்ளாக வரீன்னு சொன்னா புன்சிரிப்பாக சிரித்து பக்கத்துல நின்ற வரீ என்று சொல்லக்கூடிய சஹாபியை பார்த்தான் பார்த்த உடனே அந்த பின்பற்றியவர் என்று அந்த ஹாலிது சஹாபி அவர்கள் இடையரை பார்த்து கேட்டார் அப்படி கேட்ட உடனே அந்த இடையர் பேர் சொல்லுகின்றார் நான் எப்பேர் கொடுத்த நெறியை சார்ந்தவன் எப்பேர் கொத்தவர் குருவை சார்ந்தவர் என்று கேட்டால் திங்கள் பிரித்தவர் வழியில் வந்தோர் எங்களை முகம்மதி என்ன கேட்டீங்க மக்காவுக்கு வரவழைத்து நபியை அவமானப்படுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்வி அப்ப அந்த ஹபீபு ராஜா உண்மை நபி என்று நாங்கள் நம்ப வேண்டுமே ஆனால் அமாவாசை இருட்டுல எங்களுடைய நம்முடைய நாயக சூழேக்கரின் சொல்ல வரைவர் அவர்கள் அதுபோன்ற அந்த சந்திரனை வரவழைத்து ரெண்டாக பிரித்து காட்டினாங்க அதைத்தான் சொல்லுகின்றார் திங்கள் பிரித்தவர் புள்ளிமானுக்கு அப்படி சந்திரனை வரவழைத்து நின்றாக பிரித்து காட்டி புள்ளிமானுக்கு காட்டிலே ஒரு வேடுவனுடைய கையில் அகப்பட்டு அந்த புள்ளிமானை விடுவித்து தன்னுடைய கண்கு பால் கொடுத்து ஒருவர்த்தரும் அதற்கு நின்றார்களே அந்த நபியினுடைய உம்மத்து சித்தமான் துணை நித்தமாக இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட பூமியிலான அத்துணை வில்களுக்கும் நித்த நித்தமும் துணையாக இருக்கின்ற அந்த பெருமானார் நபி முகமது முஸ்தார் அவர்களுடைய உமத்துதான் அது மட்டுமல்லாம் ஒழியாய் வந்தோம் இந்த அகில உலகத்துக்கெல்லாம் அவர்களுடைய அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாகி ஆயினம்மாவுடைய கிருப்பத்திலே உற்பத்தியாகி இருந்த உலகத்தில் அவதாரமானார்களே அந்த நபியினுடைய உம்மத்து யாரை பார்த்து காட்டீங்களா என்று அந்த இடையர் பதில் சொன்னாராம் வலியது மீண்டும் அந்த இடையரை பார்த்து கேட்கின்றார் ஆமா இவ்வளவு பெரிய ஒரு குருவையும் இவ்வளவு பெரிய நிதியையும் சேர்ந்த நீர் அந்த நபியை அந்த முகம்மதை நீங்கள் இதுவரைக்கும் காணாமல் இருப்பது பாராமல் உங்கள் மீது ஒரு குற்றம் என்று கேட்டார் வாஸ்தவம் உண்மைதான் அந்த முகம்மதை இதுவரைக்கும் நான் பாராமல் இருப்பது என் ஆனால் அதற்கு ஒரு குறை என்று அந்த இடையர் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் கோலும் கடைகாலும் திருமும் வைத்து என மொழி முகமது பார்க்காமல் இருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று கைகளுக்கு கம்பையின் கடையாளையும் கீழே வைத்து அந்த பாலியது வெளியில் தவங்கக்கூடிய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார் அந்த முகமதனா இதுவரைக்கும் பார்க்காமல் பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்னை முதமூட்டித்து வளைத்து தாய் நரைத்து மூத்து கொந்தைய பிறந்துகள் குவை தூமையாய் குரங்கு போல் கூனி திறங்கி மேனேன் அந்த பிரஸ்வாதம் இல்லாததா நபி நான் அணுக பேங்க நான் இது போய் பார்க்கல அவங்களை பார்க்காம இருப்பதற்கு என்ன காரணம் அரும்பை தாயிருக்கிறார்களே நரைத்து மூத்து அவங்களுக்கு மூத்து முதுமூப்பாகி நரைத்து போய் திரேகனெல்லாம் கூனி குருவி நரைத்து மூத்து பொன்னை திரைந்து கண் புகை தூமையார் தெரியாதபடி புகைந்து கொண்டு அன்னாததால் ஊந்தீன் இல்லாதபடி சாப்பாடு இல்லாதபடி என்னுடைய தாய் இருக்கின்றார் அதனாலதான் நான் இன்னும் அந்த முகம்மதை போய் நான் போய் பார்க்கல இதுதான் என் மீது இருக்க வேண்டிய ஒரு குற்றம் என்று அந்த இடையது மீண்டும் ஹாலிது குரு வலித் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இதனால் தான் அவர்களை போய் பார்க்கவில்லை காணவில்லை என்று மீண்டும் கேட்கின்றார் இடையரே அந்த இடையர் மீண்டும் சொன்னார் அதாவது அந்த நபி அம்மல் ரொம்ப பிரிய மூன்று நாடுண்டும் சொத்தனத்தில் முகம்மது நபி தன்னை கண்டு அவங்களுக்காக நான் நேர்ச்சியா நேர்ந்து விட்டு இருக்கேன் அவங்க என்ன பிரிய உண்டு சொல்லி அந்த இடையர் சொன்னான் சொன்ன உடனே ஹால் இறுதி கேட்டார் ஆனால் இடையரே இவ்வளவு மகா பிரிய வைத்திருக்கு உமக்கு அந்த முகம்மதை அந்த இடத்துல நீர் எனக்கு என்ன சன்மானம் அளிப்பீர் என்று சொல்லுகின்றார் ஓ அப்படி நீர் அந்த முகமதை இந்த இடத்துல எனக்கு காட்டி தந்தார் என் ஆறு ஆயிரத்தில் அவமக்கு சும்மாதாரம் சொன்னார் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் எவ்வளவு பெரிய ஒரு பக்தி அந்த அருமநாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற அவர்கள் சொல்லுகின்றார் இடைய அப்படி அந்த முகம்மதை அந்த நபியரின் இந்த இடத்தில் எனக்கு காட்டி தந்தார் இந்த ஆறு நாயகத்தின் நமக்கு சும்மா சொன்ன உடனே நம்முடைய பெருமானார் நபி முகம் வந்தேன் நிற்கின்றார்கள் இவர்கள் தான் நபி என்று வாடா முக நோக்கி சாட்டு முன்னே இவர்கள் தான் முகம்மது என்று அவங்களுடைய அந்த நாயகன் அவங்களே முந்தி வந்து இடையிடையே நீ யாரை பார்க்க வேண்டும் என்று அவர் இல்ல ஆசிரியத்து அந்த முகம்மது நான் தான் சொன்னாங்க அந்த நபி நான் சொன்னாங்க சொன்ன உடனே அந்த இடையருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட உலகைக்கு இல்லையே கிடையாது கடல் போன்று அவருடைய உள்ளம் துடிக்கின்ற அவருடைய மனம் சந்தோஷம் அடைகின்ற அந்த சந்தோஷத்தினுடைய தன்மையில அந்த இடையராக கூடியவர் ஓடிவந்த சூரேகரின் சொல்லுவாகும் அறிவு செல்ல அவர்களுடைய பாதத்தில் தான் அணிந்து தன்னுடைய இரு கரங்களையும் கொண்டு பாதத்தில் வைத்து அப்படியே முத்தி முகந்து அந்த கையை தான் அப்படி எடுத்துக்கொண்டு அந்த இடையர் அங்கு நிற்கவில்லை எாரு ஓட்டம் எங்க தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக வேண்டி அந்த இடையர் வீட்டுக்கு ஓடுகின்றார் எப்படி ஓடுகின்றார் சுபகான் போகின்ற வெள்ளம் போல செலையவும் பள்ளத்தை பார்க்க வெள்ளம் ஓடன எவ்வளவு வேகமா ஓடுமோ அது போல ஓடுறாரும் ஊழி போல ஊழி என்ற சூறாவாடி காத்து அதை எவ்வளவு வேகமாக சோன்று ஓடுமோ அது போல ஓடி சென்ற அந்த தன்னுடைய தாயிருக்கு சென்றார் சென்ற உடனே அருமநாயகத்தினுடைய பாதத்தில் வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தாளபி தாளிலே தோய்ந்த கரம் இரண்டும் கேளாதி பாதம் மாதா உடல் கேசாதி பாதம் தலைமையில் வைத்தார் வயதம் தீர்ந்து வயதாகின இடையர் அர்மநாயகத்தினுடைய திரு தாளிலே வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தன்னுடைய தாயுடைய தலையிலே கொண்டு போய் வைத்தாராம் வைத்த உடனே தாளாண்மை உள்ள ஆள நபி தாளிலே தோய்ந்த கரம் இரண்டும் அவங்களுடைய காலிலே வைத்த அந்த கையை கொண்டு தாயினுடைய தலையிலே வைத்த உடர மீளா வெளிப்பெற்று கண்கள் தெரியாம பூப்படைந்து கூஞ்சி குறாதி அன்னாகாரம் இல்லாதபடி இருந்த அந்த கிழவி மீளா வெளிப்பட்டு வயது மிக்க பதினாறு வயதாகினாள் பதினாறு வயது பருவ பெண்போதானார்களாம் அந்த தாய் இதை கண்ட அந்த இடையலுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது நம்ம அருமநாயகர் சூலேக்கரின் சொல்வன்பாக வளைவு செல்லும் அவர்களின் முழக்கி ஒன்றாக இருக்கும் இதை பார்க்கவும் அவருடைய உள்ளம் பூரிப்படைந்தது மீண்டும் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகின்றார் நம்முடைய பெருமானார்ல பாலை பருகுங்கள் அதுக்கப்புறம் தான் அருமை நபி அவர்கள் அந்த கடையால் இருந்த பாலை எடுத்து தான் கூட வந்தவர்கள் நானூறு பேர் என்றும் நாலாயிரம் பேர் அத்தனை பேர்களுக்கும் அந்த ஒரு கடையால் ஆனால் குறுக்கு குறுப்பு குறையாதபடி எல்லாரும் பால் குடித்தார்கள் அதுபோல் நம்முடைய அருணநாயகர் சூழற்கையில் சொந்ததாக வரைவு செல்லும் அவர்களும் அந்த பாலை பருகினார்கள் பாலை பருகி முடிந்ததின் பின்பு பால் குடித்த வாயை ஒப்பளிக்க வேண்டுமே பால் குடுத்த வாயை கழுக தண்ணீர் இருக்கிறதா என்று சகாபாக்கிடத்திலே அப்ப அதுல ஒரு சஹாபி சொன்னார் யார் ரசூல்லா ஒரு சார் அங்க தண்ணி இருக்குற சொன்னாங்க அந்த தண்ணியை கொண்டு வந்து ரசூல்லா உடைய இடத்திலே கொடுத்தாங்க அதைத்தான் அவங்களுடைய கயிறை எடுத்து தன்னுடைய வாய்க்கை கொப்படித்து தன்னுடைய கையில் இருந்த தண்ணியை தண்ணியை தாரே கீழே தெளித்த உடனே அவங்களுடைய கயிறு இருந்து எத்தனை கீழே விழுந்ததோ அந்த துள்ளிக்கு புள்ளிக்கு ஆயிரம் ஆயிரம் ஆடுகளாக அந்த இடையருக்கு அவ்வா பெருக்கி கொடுத்தாங்க அல்லாவுக்காக ஆண்ட அவர்களுக்கு மேலாம்பரம் வாழ்வை அளித்தார் அவர்களுடைய ஏடற்றமான ஒரு சலாமத்தை கொடுத்தார் ஆகவே அர்மநாயகரின் சொல்ல வரைவு செல்லம் அவர்களும் தான் கூட வந்த சகாபா பெருமக்களும் மற்றவர்களுமாக மதினாவுக்கு வருகின்றார்கள் அதனை பெரியோர்களே தாய்மார்களே இதில் இன்றும் நாம் எந்த ஒரு படிப்புமையை பெறுகின்றோமே நம்முடைய பெருமானார் நபி முகமதின் அவர்கள் வைத்திருந்தை எடுத்து காட்டியது அவருடைய ஈமானுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஒரு விசுவாசம்படி அருமநாயகத்தையே நேரிலேயே கண்டு அவருடைய மன நிறைவு அக்கால உள்ள வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம வேண்டி பார்க்க வேண்டும் அதுபோன்று நம்முடைய பெருமானார் நபி முகமது மதினமான கரத்திற்கு வந்தார்கள் ஆகவே பால் கொடுத்த அந்த இடையர் பெரும்பி சென்று அருமநாயகத்தினுடைய துவா பெயர் கொண்டு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார் ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே இது போன்று அந்த அடி மீது நாம் முகப்பத்தாக அன்புரைத்தவர்களாக பிரிய வைத்தவர்களாக அவங்களுடைய சபாயத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் வாக்கித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பால் கொடுத்த சரித்திரம் இம்மட்டோடு நிறைவடித்துக் கொள்கின்றோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல